இது யார் மடையிலையும் பண்படுத்துவதற்காக அல்ல சாரி அளவு எப்படி இருக்கீங்க அது முதல்ல நான் உங்ககிட்ட ஒரு பயங்கரமான சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா ஹாரர் மூவி போகணும்னு சொல்லிட்டு ரெண்டாவது போடவே இல்லை பட் அதுக்கான ரீசன் அதிகமாக இருக்குது கவலைப்படாதீங்க கொடுசீராக அதை போடுவேன் பட் எந்த அளவுக்கு சீரெலாம் சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு பயங்கரமான ஒரு இடம் எனக்கு கிடைக்கல பட் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் சொல்லுவேன் ஆனால் எனக்கு இது அதனால சிறப்பான டைமு கொஞ்சம் கருப்பிலையும் கருப்பிலையும் கொஞ்சம் குற்றமாக இருப்பீங்க சரி அதுக்காக உங்களுக்காக ஒரு செம்ம காமெடியாக க்ரியேட் பண்ணி போடணுன்றதுக்காகவே நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுக்கு வீடு எப்படி இருக்குன்னா பாருங்கள் ஹில்ஸ் போட்டுன்னு இழிச்சு நுபுருது வைட்டு தாங்காமல் பெடுக்கு நுபுது வயசான காலத்தில் கம்பெனி இல்லாமல் கவுந்தடிச்சு வீயிருது எப்படி இருக்கு நல்லா இருக்கா அயோயா ஓவர்லோடு உடம்புக்கு ஆவாதுன்னு பேச பார்த்து தெரிஞ்சுக்கோங்கோ ஆட்டோ அமக்கே நம்ம தாத்தாஜி அடிக்கொடிங்கி வீட்டில் இருக்க முடியாமல் வந்து நடுக்கடில் பால் அடிக்க இப்படி பல்ப் வாங்கிட்டு கவுந்தடிச்சு விழுந்து கிடக்கிறாரு அதுக்கு காரணம் பைசே நம்ம வாண்டிக்கு பைஸ் மட்டும்தான் அதிகம் ஆனால் மூளை ரொம்ப ரொம்ப கம்மி அதுக்கு உதாரணம் இது தான் சேர்த்து ஆரம்பிச்சா அது ஒரு விஷயத்த நான் பண்ண அது கட்டிங் பய வச்சு வாங்க உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன் நம்ம தம்பி ஸ்கூலுக்கு போனோமா கம்புல வந்தமா இல்லாம கிளாஸ் போட்டு உடச்சா இப்படித்தான் நடக்கும் அண்ணன் செங்கல் போட்டு போடல அண்ணனுக்கு சிங்களான வாழ்க்கை அமைச்சிருச்சு ஆஹ் வாழ்த்துக்கலப்பா வர கொஞ்சம் பாருங்க பன்னெண்டு பல்லும் விழா எலும்போ சில எலும்போ நொடிங்க போட்டு மட்டும் கொஞ்சம் தாத்தாச்சி யார அப்பத்த வயசானு சொன்னிட்டு ஓடி போய் தண்டால தூக்குனாரு ரெண்டாவது தண்டால தூக்க முடியாது उमरुस बोल दे व बाप आ भरोसा लिया उमरा पापा और यहां पर रखा है खा खा खा या भाई तो बाळ मरी तुंगी ने इतनी देवे से तपनच लादिगो एंना बिंगर मले किसिस पन्नगरार आना अंदर लचिनता कोचे पारंगे बापाल मरी तुम बोलले एवढे सगमा रे लाले लाली तलले लाला ललला என்னடா அக்கா குண்டு எல்லாரும் மூங்கில செஞ்ச காவடி எடுத்து தான் பாத்திருப்பீங்க ஆடுவாங்க பாருங்க போடு போய் பண் காட்டணும் இல்ல நான் என்ன பண்ணும் இருக்கணும் நம்ம தாத்தாச்சி நான் ஒரு பக்ஸாரா இன்னும் எனக்கு டச்சு விட்டு போல சுட்டு அடிச்சுருக்காரு ஆனா அவருக்கு பூஜை பல்க்கு வாங்கிக்குது ஹே டங்கே ஹே டங்கே அடங்கே அடங்குடா மே நான் பாக்கவோ பதா பாடி புடறல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வான் மாட்டான் தெரியும் ஆனா உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் இது ஒரு வெத்து முண்டோ வினா போற தண்டோ அப்பாடா ஐயோ மூறிக்கி ஐயோ தூங்கி அப்பா நானா ச்சுட்டேனே ஆன்ல நிக்குது கௌர லிங்கைய லபரு கொஞ்சம் ஊத்துனா மூக்கு எగిரிடும் லபரு அம்மா என்ன களிப்பி கொண்டு தண்ணி குடிச்சிட்டு வரவும் அம்மா மூக்கு இவனை பார்க்கேன் அவன் காலில் மாட்டினா இவன் கைத்தில் மாட்டேன்னு கிறான் அக்களில் நிக்கில் இருக்கிறவங்க தான் அப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இதை விட முடியுது சின்ன லைக் பண்ணுங்கள் பிடிக்குங்க கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி அதை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க அடுத்து விடிய போட்டுனா கண்டிப்பாக உங்களுக்கு உடனே வரும் அதுக்காக ஓகே பாய் பை பாய் பாய் பை பாய் பை